பாட புத்தகத்தில் மாணவர்களுக்கு வர்ணாசிரம கோட்பாடு புரட்சியாளர் அம்பேத்கர் ஐயா அப்துல் கலாம் போன்றவர்கள் இந்த வர்ணத்தை சார்ந்தவர்கள் என்று பாட புத்தகத்தில் இருக்குதுன்னு கேக்கும்போது உங்களுக்கு கோவம் அந்த கோவை எனக்கு வருமா வராதா வரு அந்த பாட புத்தகங்களை ஒரு காலத்து வரும்போது நாங்க கொளுத்துவோம் அவர் ஆர் எஸ் எஸ் கொள்கைகளை கொளுத்தோம்னு புரிஞ்சுக்கிறாங்க கொள்கை அதுதான் அவர் ஒத்துக்கிறாங்க ராஜா ஒன்னு சொல்றேன் நீங்க ஒண்ணுதான் சொல்ல தோணுது உங் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் என்ன வேணாலும் பேசலாம் நாங்கள் அப்படியா கவனமாக தான் பேசணும் அது மாதிரி உங்களுடைய தலைவர் நாட்டை ஆளுகிற பிரதமர் மோடி அவர்களோடவே நாங்கள் சண்டை போடுறோம் அவருக்கு குருவாக இருக்கிற நாக்பூரில் இருக்கிற தலைமை பீடத்தோடு நாங்கள் மோதுகிறோம் நீங்கள் எம்மாத்துறோம் நீங்கள்ல உங்கள் அப்பாவுக்கு அப்பா வந்தால் கூட என்னை ஒன்று செய்ய முடியாது